நீ என் அருகில் நெளிய நெழிய நான் உன் மனதில் சிறு நீ உன் மனதில் என் முருவம் கண்டுபிடிப்பாயத்தேனுள்ள வரையில் காதலர் வாழ்க பூமிக்கு மேலே வானுள்ள வரையில் காதலும் வாழ்க துளிவரும் காற்றே துளிவர்